நமக்கு மட்டும்தான் தெரியும் போறீங்களோ அப்போ உலகை பற்றிய அறிவு என்பது வரவே வராது தெரியவும் தெரியாது சரி குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட அடி விழுகுது மிதி விழுகுது அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறியாமையில் இருக்கீங்க தெரியாத விஷயத்தில் இருக்கீங்க நமக்கு மட்டுந்தான் தெரியும் மற்றவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய முட்டாள்தனம் இது ஏமாந்து போயிருவீங்க அது எப்படி தெரியாமல் இருக்கும் ஒரு குழந்தைக்கு தெரியுது எல்லா விஷயமும் ஒருத்தர் இப்படி தான் இருக்கணும் இவன் இப்படி வர்றான்னா இப்படி தான் போகிறான் இதுக்காக இவன் வந்து அப்ரோச் பண்ணுறான்றது ஒரு குழந்தைக்கு கூட தெரியுதுன்னா அப்போ அது நம்ம எவ்வளோ பெரிய அறியாமையில் இருக்கோம் எப்போது ஒரு மனிதன் சக மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்கிறானோ மதித்து நடக்கிறானோ அப்போதான் அந்த ரகசியமே அவனுக்கு தெரிய வரும் மனிதன் எப்படி செயல்படுகிறான் அவன் எப்படி பார்க்கறான் எதனால இப்படி பார்க்கிறான் அவன் அப்போதான் வாட்ச் பண்ணவே ஆரம்பிப்பீங்க நீங்க ஒருத்தனை மதிக்கவே இல்லைன்னா கண்டுக்காமே போயிருவீங்க நீங்க ஒவ்வொரு மனிதனுக்குள் இருப்பதும் ஆன்மாதான் அந்த ஆன்மாதான் அவனை இயக்குகிறது அந்த ஆன்மா அவனை இயக்கும் போது அனைத்து மதிக்க வேண்டும்ன்ற தன்மைக்கு வந்துடுவீங்க எப்போது நீங்கள் மற்றவங்களை மதிக்காத தன்மைக்கு போகிறீங்களோ அப்போது உலகை பற்றிய அறிவு என்பது உங்களுக்கு வரவே வராது தெரியவும் தெரியாது பல பேர் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிறது காரணமே அதெல்லாம் பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு பொய்யா பேசுறது ஈஸியாக சென்ஸ் பண்ணிடுவாங்க பராசக்தியின் ரூபம் அது அது எப்படி தெரியாமல் இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சினது எப்படி இவன் தப்பு பண்ணுறான் இவன் எதனால் இந்த தப்பு பண்ணுறான் எங்கே போய் சிக்குவான் இவன் இதனால தான் இப்படி வர்றான் குடிச்சிருக்கானா குடிக்கலையா எந்த வீட்டுக்கு போயிட்டு வரான்ற அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிப்பாங்க உங்கள் நடை உடை பாவனை வச்சுக்காங்க உங்கள் கூடையே இருபத்தி நாலு மணிநேரம் கூப்பை கொட்டுறாங்க தெரியாதா அவங்களுக்கு முட்டாள்தனமாக போய் சிக்கிங்க ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுனா எல்லாத்தையும் முதல்ல மதிக்க கற்றுக்குங்க எப்போ நீங்கள் எல்லாத்தையும் சரிசமமாக மதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ இறைவன் உங்களை மதித்து உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து பொசிஷன்லையும் கொடுப்பான் ஏன் இன்னொருத்தனை மதிக்கலைன்னா அவனை காயப்படுத்துவீங்க மன அளவுலையும் உடல் அளவுலையும் அப்ப உங்களால ஒரு உயிருக்கு தீங்கு வருதுன்ற இறைவன் எப்படி ஸ்பெஷலான மெட்டீரியல் பிரம்மாண்டத்தை கருணை காட்டுவான் எப்படி நிகழ்த்துவான் வாய்ப்பே கிடையாது இதுவே நீங்க எல்லாரையும் மதிச்சு நடக்க ஆரம்பிச்சு ஒரு உயிரை தன் உயிர் போல கருதி வரலாறு சொன்னது போல ஜீவகாரணித்தோட அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு வேணுங்கிற அறிவை கொடுத்து அதுக்கு வேணுங்கிற ஹெல்த்தை கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த உயிர்னாலையும் மதிக்கப்படுவீங்க இறைவனோட முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கவே நினைக்காதீங்க நம்மளோட வல்லவனுக்கு மேல் வல்லவன் வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற மிக சிறந்த தெரிதல் இருக்கும் புரிதல் இருக்கும் நீங்கள் வராத வரைக்கும் அடுத்தவனை கேவலமாக தான் பார்ப்பீங்க ஒரு வாட்ச்மேனுக்கு அவளை அறிவு இருக்கும் ஒரு குப்பை அழுறவருக்கு அவள் அறிவு இருக்கும் ஒரு சாக்கடை ஆள்றவருக்கு அவளை அறிவு இருக்கும் அவர் அந்த தன்மையில் இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு கர்ம வினை காரணமாக இருக்கலாம் அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கை போதும் சந்தோஷமாக கூட வாழலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசுனா அவரை பொறுத்த வரைக்கும் சாக்கடா எழுதுக்கு அவருக்கு அவருக்கு பெரிய விஷயங்க குப்பை அழுறதுக்கு இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கேவெஞ்சர் ஒர்க்கு இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னா அந்த குப்பை எப்படி வெளியேறும் அந்த மாசு எப்படி வெளியேறும் எவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் விஷயத்தை இந்த உலகத்துக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நம்ம அவங்களை சல்யூட் பண்ணணும் கூப்பிட்டு உட்கார வச்சு காலில் உளுந்து வணங்கணும் நீங்கள் பார்ப்பீங்களா அந்த வேலையை யோசிங்க உங்களால் பார்க்க முடியுமா ஆனால் அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களை நம்ம எவ்வளோ தூரம் மதிக்கணும் ஆனால் மதிக்காமல் அவங்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது காயப்படுத்துறது வேணுங்கிற வருமானம் தராமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவச்செயலாகவும் இன்றைக்கே விழித்துக் எப்போது ஒரு மனிதனை சக மனிதனாக மதித்து நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ அனைத்து செல்வங்களையும் பெற்றுவிடுவீர்கள் இறைவனின் முழு அருளாற்றலை பெற்றுவிடுவீர்கள் நன்றி வணக்கம்